நான் கடந்தேன் என்று என நிலம் கேட்டதம்மா உன்னிடல் எங்கு என்று உன்னில் நான் ஒரு பாதி எனத் தெரியாதோ அன்பே நீ அதை சொல் காற்றில் மோதப்பூ நான் பார்த்தாத பூவே நலம் தானா தூவே தேன் பார்த்தாத பூவே சுகம் தானா